தமிழ்ம வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நான் நெஞ்சு எலும்பு எடுத்து சூப் ஒன்று தான் செய்து காட்ட போகிறேன் இது இருமல் சாலி இருக்கிறார்கள் இது இப்படி இருந்தால் மெதில் நீங்கள் செய்து குடிச்சிங்களா உங்களுக்கு உதவி செய்யும் நானும் எனக்கு இருமல் வந்தபடியாக செய்து குடித்தேன் நல்லா உதவி செய்திச்சு அது என்னென்னு செய்கிறேன் தான் நான் செய்து காட்ட இதுக்கு முதல் தேவையான ரெண்டு பிடி மல்லி ஒரு பிடி மிளகு சின்ன சீரகம் இந்த மூண்டையும் எடுத்து நல்லா வ வறுக்காமல் ஒரு சூடுற மட்டும் கொஞ்சம் சூடுற மட்டும் வறுத்துட்டு இதை ஆற விட்டுட்டு நாங்கள் மிக்சி சாரில் போட்டு நல்லா தூளாக இறைக்கணும் இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் எடுக்கலாம் இறச்சி போட்டு அதுக்கு பிறகு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி ஆறு உள்ளி ஒரு தக்காளி இந்த எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுட்டு முதல் உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு டிச்சு எெ எடுத்து வச்சுட்டு பிறகு பச்சை மிளகாயம் போட்டு ஆகலும் நல்லா அடிக்க தேவையில்ல ஒரு ரெண்டு மூன்று அடி அடித்து அதையும் எடுத்து வச்சுட்டு பிறகு சின்ன வெங்காயம் அதையும் ஆகலும் நல்லா அடிக்க தேவையில்லை ஒருக்கா எல்லாத்தையும் ஒருக்கா நசிச்சா காணும் எல்லா வெங்காயத்தையும் நசித்து எடுத்து வச்சு போட்டு இப்போ இடித்து எல்லாமே எடுத்தாச்சு ரெடியாக இருக்குது சின்ன வெங்காயம் பச்சை மிளக இஞ்சி உள் தக்காளி எல்லாமே இப்போ இருக்குது இதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரில் தான் முதல் அவிய வைக்கிறேன் அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் வைக்கக்கூடிய டக்கன் நிறச்சியும் அவிஞ்சிடும் அப்போ எங்களுக்கு நேரம் எடுக்காது இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் இப்போ வச்ச எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்கின பிறகு ஆட்டு நெஞ்செலும்பை எடுத்து அதையும் போட்டுட்டு உப்பு காணாட்டிக்கு உப்பையும் போட்டு அதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் தூளையும் போட்டு முதலையும் நாங்கள் இறச்சி வச்சுருந்தோம் மல்லி மிளகு சீரகத்தூள் அந்த தூளையும் இப்போ நாங்கள் இதோட சேர்க்கணும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இறைச்சிக்கு இறைச்சி எலும்புக்கு மேலால் தண்ணி வீட்டு மட்டும் விடணும் விட்டுட்டு மூடியால் மூடி நாங்கள் அவிய விடணும் இப்போ இப்போ ரெண்டு விசில் சத்தம் வந்தால் பிறகு நாங்கள் எடுத்து வேறொரு சட்டிக்கில் நான் விடுறேன் ஏன்னா இதுக்குள்ளே தண்ணி காணாது அவியறது தான் இதுக்குள்ளே வச்சினேன் அதனால் நான் வேறொரு பெரிய சட்டிக்கெலாம் மாற்றிட்டு ஏற்கனவே இருக்கிற தண்ணி காணாட்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம் ஏன்னா சூப்பாயிருக்கிறபடியோ சூப்பு குடிக்கிறபடியே கொஞ்சம் தண்ணி கூட தேவை அதால் நாங்கள் கூட தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வேறு மட்டும் வச்சு போட்டு சாப்பிடலாம் இந்த தான் இந்த அளவும்தான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதோட தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும் கேரம் மல்லி எல்லாம் மறைச்சு போட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் க இதமாகவும் இருக்கும் நீங்களும் இதுமாதிரி சளி வந்தாண்டா இந்த மெதட்டில் ஒருக்கா செய்து குடிச்சி பாருங்க உங்களுக்கு உதவி செய்யும் இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ கிளிப்போம் சந்திப்பான் பாய்